ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய சஃசல் சேரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட்டு சேரீ நம்பர் த்ரீ சிக்ஸ் நம்பர் த்ரீ சிக்ஸ் நைனுங்க சாரியுடைய கலர் ஆரஞ்ச் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் புட்டாஸோடைய ஸ்டைலுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதுதாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆரேஞ்ச் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டு சரிங்க இந்த புட்டாஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் இருக்குது அண்ட் அதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில கொஞ்சம் பெரிய புட்டாவை மாதிரி இருக்குங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் சாரிக்குமே இந்த புட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸாரீ நம்பர் த்ரீ சேம் பேட்டர்னில் SECOND COLOR சேரீங்க ராயல் ப்ளூ கலர் சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்து எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எபோவ் தாங்க இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட் ஆயும் சில்க் மார்க்டாக் வந்துடும் அண்ட் இந்த வீடியோவில் எந்த ஒரு சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு free வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்குங்க சாரீ நம்பர் த்ரீ செவன் ஒன் சாரியுடைய கலர் பிங்க் கலர் இதுமே சேம் பேட்டர்னுங்க தேர்ட் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டட் சரீ body full ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த புட்டா இருக்குங்க அதனால் இந்த ப்ரைஸ் வருதுங்க பிகாஸ் ஜரியுடைய ஒர்க்கும் அதிகமாக இருக்குது அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து லேபர் சார்ஜஸும் அதிகங்க சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு 9043809562 ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ இது தான் வாட்ஸ்அப் மெயின் புக்கிங் நம்பர் ஸாரீ நம்பர் த்ரீ செவன் டூ சேம் கலர் ஸாரீங்க இது வந்து ராமர் எக் கலர் சொல்லணும் அப்படின்னா இது வந்து கிரீனு சொல்ல முடியலங்க ப்ளூன்னு சொல்ல முடியல ரெண்டுக்கும் வந்து மிக்சிங்ல இருக்க மாதிரி இருக்குங்க அதாவது டோன் கிடையாது சிங்கிள் கலர் தாங்க ஒரே டோன் தான் இது வந்து ஒரு ப்ளூ மாதிரி தாங்க இருக்கு இந்த சேரீடைய கலர் நான் எகெயின் சொல்லிடுறேங்க ஏன்னா கலர்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேங்க சாரியோடைய கலர் பார்த்துட்டீங்கன்னா இது ராமர் ப்ளூ கலர்ல இருக்குங்க நாட் க்ரீன் சாரி நம்பர் த்ரீ இந்த சாரியோடைய கலர் இங்கு ப்ளூ கலருங்க சில நியூ கலர்ஸ் வந்து நம்ம நிறையா ட்ரை பண்ணுறதுனால அந்த எக்ஸாக்டாக அந்த கலருடைய நேம் வந்து சொல்ல முடியலைங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணிணா தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேஷ் கொடுத்து ஸாரீ பார்சல் வாங்கிக்கலாம் சாரீ நம்பர் த்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் ஒரு சாரி தாங்க ஒரு டைமில் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரீ நீங்கள் சேம் கேஷ் ஆன் டெலிவரியில் தான் புக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் சாரீ ஆர்டர் அந்த பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது த்ரீ செவன் நம்பர் இது வந்து பர்பிள் கலருங்க இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டட் சேரில்தாங்க புட்டாஸ் இருக்குது பாருங்கள் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்குது உள்ளே போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகுங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் த்ரீ செவன் ஃபைவ் கலர் ப்ளூடர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளா இருக்குங்க இன்டர்நேஷ் எக்ஸ்ட்ரா வருங்க இது பிளவுங்க பிளவுஸ் அண்ட் இன்னர் லேயர் அதாவது உள் சுத்து மட்டும் பிளைனா இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு ஃபுல்லாக புட்டாஸ் இருக்கும் இது வந்து கோல்டு டெஸ்ட் ஜெரீல இருக்குங்க சாரி நம்பர் 376, இது வந்து பாட்டில் கிரீன் சாரி கலர் பாட்டில் கிரீன் இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் ஜெரீல்தாங்க இருக்கு ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு ஸாரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் அதாவது ஒரே வீடியோவாக சென்ட் பண்ணணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அதிலேயே சேரீ விரித்து அது எதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவிலே மென்ஷன் பண்ணி ஒரே வீடியோவாக சென்ட் பண்ணணுங்க ஸாரீ நம்பர் த்ரீ கலர் இஷ்யூசஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஹேண்ட்லூம் இந்த இஷ்யூசஸ்க்கு கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஏன்னா இது கைத்தறியில் நெசவ் பண்ணுற சேரி ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்கும் சில இடங்களில் த்ரெட்டு தெரிகிறது and டாப் அண்ட் பாட்டம் ஹூக் மார்க்ஸ் தெரிகிறது எல்லா சேரீலேயும் ஹூக் மார்க்ஸ் தெரியாதுங்க light and dark colors mix பண்ணும்போது நமக்கு அந்த டார்க் கலர்ஸ் த்ரெட்டுடைய விசிபிலிட்டி நல்லாவே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அனதர் பேட்டர்ன் இது வந்து டார்க் பர்பிள் கலர் gold and silver tested mango mango pattern வந்து வரும் no. 378 இதுக்கு நம்ம இந்த கலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா அழகே green and white ஒயிட் காம்பினேஷன்ல இருக்குங்க அல்ஹே green and white இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குங்க, டபுள் ஷேடாக தான் இருக்குது இதுவுமே கோல்டு அண்டு சில்வர் டெஸ்ட் சிறையில் கூட்டாஸ் வருங்க mango pattern வந்து பாட்டமில் மட்டும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஸாரீ நம்பர் 379 செவன் நைன் சேம் அதே மேங்கோ பேட்டன்ல நம்ம பார்க்குற தேர்டு சேரீங்க கலர் yellow color மேங்கோ எல்லோ கலருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் கலர் சேரீ தாங்க சிங்கிள் கலர் சேரீ தான் பாடி ஆஃப் சாரி பல்லுவன் பிளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடியது பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா கூகுள் பே Paytm, Account Transfer ட்ரான்ஸ்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஈவன் கேஷ் ஆன் டெலிவரியில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுறதுக்குமே இந்த நாலு ஆப்ஷன்ல எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி புக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கேளுங்க நம்ம அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுக்கலாம் சாரி நம்பர் த்ரீ கலர் மெஜன்தா கலர் சாரி கலர் மெஜெந்தா கலருங்க உள்ள வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவா வருதுங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டோ ரெண்டையுமே தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சில கலர்ஸ் வந்து போட்டோல எக்ஸாக்டா வராது சில கலர்ஸ் வந்து வீடியோல கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி ஒரு மாதிரி தெரியும் ஸோ நீங்க வீடியோ போட்டோ ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் எக்ஸாக்ட் என்ன கலர் வரும் அப்படிங்கறது உங்களால் ஈஸியாக அசீவ் பண்ணிக்க முடியும் சாரி நம்பர் த்ரீ எயிட் இந்த சாரியுடைய கலர் ராமர் க்ரீன் டபுள் ஷேடு அண்ட் நம்மளும் வந்து கலர் வந்து சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையுமே வந்து கலர் சொல்கிறோம் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இங்கிலீஷில் தான் மென்ஷன் பண்ணுறோம் என்ன கலர் அப்படிங்கிறது வீடியோ எடுக்கும்போதே நேரில் பார்த்து தாங்க அதை நம்ம சொல்கிறோம் சாரீ நம்பர் த்ரீ இந்த சாரியுடைய கலர் ராயல் ப்ளூ இதுவும் அதே மேங்கோ பேட்டனில் தாங்க பார்த்துட்டுருக்கோம் பாட்டமில் மட்டும் அந்த மேங்கோ வரும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற வருங்க இப்போ ஒரு வீடியோன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சாரீஸுமே ஒரே ப்ரைஸில் வர மாதிரி தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அப்படி செப்பரேட்டாக வருதுன்னா அது இண்டிவிஜுவல் சாரிக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இல்லை 20 ஸாரீஸ் காட்டுறோம் அது எல்லாமே ஒரே ப்ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து வீடியோக்கு ஒரு ட்ரைஸ் ப்ரைஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுறோங்க சாரீ நம்பர் த்ரீ சாரி கலர் டபுள் ஷேட் ப்ளூயிஷ் கிரீன் ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல இருக்குங்கோ பேட்டர் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா கிடையாதுங்க அண்ட் எந்தவித லிமிடேஷன் கிடையாது நீங்க எவ்வளவு நம்பர் ஆப் சாரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டசல்ஸ் போட்டு தர ஆப்ஷன்ஸுமே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு தாங்க இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு டசல்ஸ் போட்டு கொடுக்கற ஆப்ஷன் இல்லைங்க 384 த்ரீட் போலர் கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி தாங்க இருக்கு வயலட் அண்ட் பர்பிள் இந்த ரெண்டு கலர் மிக்சிங் இருக்குங்க சாரியுடைய கலர் வந்து வயலட் அண்ட் பர்பிள் மிக்சிங் இருக்குங்க नेक्स्ट सारी नंबर 385. இப்போ நம்ம காட்டுற இந்த சாரி பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் இது வந்ததும் இது வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் ஷாப்லையே தான் நிறையா வந்து ஷோ பண்ணியிருந்தோம் வரவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த சாரீஸ் பார்த்தா உடனே இதை பிக் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வீடியோவில் போட முடியாமல் இருந்தது ஸோ இப்போ அட்லீஸ்ட் ஒன்றுனாவது நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு காட்டணுங்கிறக்காக இந்த ஒரு சாரீ உங்களுக்கு காட்டுறோம் காப்பர் சரிய வந்து உங்களுக்கு 6700 தான் கலர் நேவி ப்ளூட் சரிங்க இதுல அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே யூடியூப்பில் நம்ம ஷோ பண்ண சாரீஸ் இது எல்லாமே ஆன்லைனில் புக்கிங்க்கு தாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கேட்கும் போது நம்ம அதுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு பீஸாக இருந்தாலும் சரி இல்லை சேம் கலரில் ரெண்டு பீஸ் இருந்தாலும் சரி நம்ம வாட்ஸ்அப்பில் அப்போவே புக் பண்ணிடுறதுனால இந்த சாரீஸை நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஷாப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இந்த சாரீஸ் இருக்காதுங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க இந்த ஒவ்வொரு சாரியுமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வருது இந்த Silk Mark Certification ஓட நீங்கள் scan பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வர்ணா நேம் வரும் அண்டு சென்ட்ரல் இருந்து நமக்கு எப்போ இஷ்யூ பண்ணாங்கங்கிற டேட்டும் கூட டிஸ்ப்ளே ஆகுங்க பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்